குழந்தைகள் ரைங் அல்லது எதுகை மோனை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வேடிக்கையான வழி நீங்கள் ஏதேனும் இரண்டு ஒரே ஒலி பொருந்திய சொற்கள் மற்றும் ஒரு ஒலி பொருந்தாத சொல் ஆகிய மூன்று சொற்களை எடுத்துக்கொண்டு இவற்றில் எவை இரண்டும் ரைமிங் வார்த்தைகள் என அவர்களிடம் கேட்கலாம் உதாரணத்திற்கு பூனை பந்து யானை இவைகளில் எவை ரைமிங் சொற்கள் என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தை பூனை மற்றும் யானை என்று சொன்னால் ஆம் சரியான விடை பூனையும் யானையும் ரைமிங் ஏனென்றால் அவை இரண்டும் ஒரே ஒலியுடன் முடிவடைகின்றன அல்லது பட்டம் வட்டம் மலர் இவைகளில் எவை ரைமிங் வார்த்தைகள் என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தை பட்டம் மற்றும் வட்டம் என்று பதில் கூறலாம் குழந்தை இதை கடினமாக உணர்ந்தால் வார்த்தைகளை நீங்கள் மெதுவாகவும் தெளிவாகவும் திரும்பச் சொல்லலாம் எந்த இரண்டு வார்த்தைகள் ரைமிங் என்று அறிய சொற்கள் முடிவடையும் ஓசையை கவனிக்க வேண்டும் என்று குழந்தைக்கு நீங்கள் வலியுறுத்தலாம் உதாரணமாக பட்டம் வட்டம் மலர் ஆகிய சொற்களை நாம் எடுத்துள்ளோம் இதில் மலர் என்பது அர் என்ற ஒலியில் முடிகிறது ஆனால் பட்டம் மற்றும் வட்டம் ஆகிய சொற்கள் அம் என்ற ஒலியில் முடிவடைகிறது ஆகையால் பட்டம் பட்டம் ஆகிய இரண்டும் ரைமிங் சொற்கள் ஆகின்றன இந்த செயல்பாடு அவர்களுக்கு ரைமிங் சொற்களை அடையாளம் காட்ட உதவுகிறது